வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே போச்சம்பள்ளி இக்காத் பேட்டன்ல இருக்கக்கூடிய silk cotton சாரீஸுங்க இந்த சாரீஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா 50% pure silk, சில்கும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ப்யூர் காட்டனும் வச்சு மேக் பண்ணுற ஹேண்ட்லூம் மேட் சாரீஸுங்க வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ்ங்க இந்த சாரீஸ்டைய லெந்த் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இருக்கும் இன்குலூடிங் ப்ளவுஸுங்க வித்அட் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வருதுங்க வெயிட் பார்த்துட்டிங்கனா அரௌண்ட் 400 ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் சின்னதாக ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஆனால் வியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபஸ்ட் ஸேரீ உடைய கலர் பாடிய பாடி போர்ஷனில் எல்லோ கலரும் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா ஷேட்லேயும் வருதுங்க இந்த சாரியுடைய கோட் 712 booking procedure புக்கிங் பொறுத்த வரைக்கும் சாரியுடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இந்த சாரியுடைய கோட் செவன் ஒன் த்ரீ இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ்னுடைய ப்ரைஸ் 3500 தௌசண்ட் ஃபைவ் 3500 ருபீஸ் ஒன்றில்லைங்க மூணாயிரத்தி ஐநூறுபாய் மட்டுமே சில்க் காட்டன் சேரீஸுங்க இந்த சேரியை பொறுத்த வரைக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி போர்ஷன் ஹாஃப் ஒயிட்லேயும் வருதுங்க டாப் அண்ட் பாட்டம்லையுமே பிங்க் கலர் பார்டர்ஸ் வந்துடுது அந்த பார்டர்லேயுமே இக்கத் ப்ரின்ஸ் வந்துடுதுங்க செவன் ஒன் கோடுங்க இந்த போச்சம்பள்ளி இக்கத் பேட்டர்னுக்கு சில்க் காட்டன் சாரீஸ்க்கு எஸ்பெஷலி நிறைய வாண்டட் இருக்குதுங்க ஆனால் இந்த வீக்கில் நமக்கு ஒரு டென் சேரீஸ் தான் அவைலபிள் இருக்குது தரிலேருந்து வந்த சாரீஸ் ஃப்ரெஷ் சாரீஸ் அப்படியே நம்ம ஷோ பண்ணுறோம் ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஆன்டைமில் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் சேரீ செவன் ஒன் ஃபோர் பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர் டாப் அண்ட் பாட்டமில் வந்திருக்க பாடரும் ரெட் கலருங்க பாடி போர்ஷன் க்ரீன் கலருங்க 714 ஒன் code 3500 கோட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குதுங்க நெக்ஸ்ட் சாரீ 715 ஒன் ஃபைவ் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா டோனுங்க பாடி போர்ஷன் சேண்டில் கலருங்க செவன் ஒன் ஃபைவ் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் பாட்டமில் ஜரி Border வந்துடுதுங்க இந்த ஸரி பார்டருக்கு இடையிலேயே ரெண்டு ஜரி Border வர மாதிரி வருதுங்க அந்த ஜரி பார்டர்ஸ்க்கு இடையிலையும் இக்கத் பிரின்ஸ் வந்துடுதுங்க மெஜந்தா கலர்லேயே வருதுங்க அந்த பார்டர் போர்ஷன் ப்ரீபேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் செவன் ஒன் சிக்ஸுங்க சாரீ கோட் பாடி ஆஃப் தி ஸேரீ ப்ளூ கலர் பல்லு டார்க் ராயல் ப்ளூ ஷேடுங்க டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் வந்துடுதுங்க அந்த ஜரி பார்ட்லையுமே இக்கத் ப்ரின்ஸ் வந்துடுது ஸாரியுடைய கோட் செவன் கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஸாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணணுங்க சி ஓடி புக் பண்ணுறவங்க சாரி ரிசீவ் பண்ணும்போது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் செவன் ஒன் சிக்ஸ் ஸாரீ கோட் பார்த்தோம் நெக்ஸ்ட் சேரீ செவன் ஒன் செவனுங்க பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் பாடி போர்ஷன் ஒயிட் கலர்லேயும் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் ரெட் கலரில் பார்டர் வந்துடுது அந்த பார்ட்ருலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி ஆட் ஆகியும் வந்துடுதுங்க இந்த சாரீஸில் யூஸ் பண்ணியிருக்க சரி டெஸ்ட் சரிங்க ஹாஃப் ஐன் சரி நம்ம சாஃப்ட் சில்க்கு யூஸ் பண்ணுற சேம் அதே சரி தான் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணுறோங்க லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கிறதுனால ஆன் டைமில் வாட்ஸ்அப் மூலமாக booking பண்ணிக்கோங்க ஸோ ஒன் sold out அப்படின்னா same piece அகெயின் கிடைக்காதுங்க 718 ஒன் code சாரீ கோட் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் இங்க் ப்ளூ ஷேட்லேயும் பாடி போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ்டு டோனில் இருக்குதுங்க செவன் ஒன் எயிட் சாரீ ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா இல்லாட்டி நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் ராங் ப்ராடக்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரிட்டன் அப்ளை பண்ணலாம் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது unboxing video மேக் பண்ணுங்கள் டேமேஜஸ் ஏதாவது தெரிகிற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அது கொடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மற்றபடிக்கு கலர் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்குது குவாலிட்டி பிடிக்கல இப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நாம் ரிட்டன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரது கிடையாதுங்க கலர் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா சாரியோடைய ஃபோட்டோவும் பாருங்கள் வீடியோ லிங்க்கு யூஸ் பண்ணி வீடியோவும் பார்த்துருங்க 719 ஒன் சாரி கோடுங்க பல ஒன் பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா மெஜன் தட்டோன்லையும் பாடி போர்ஷன் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க ஹேண்ட்லூமில் மேக் பண்ண சில்க் காட்டன் சாரீஸ் 3500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம் செவன் டூ ஜீரோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணணும் கஸ்டமர் கேர் நம்பர் இது குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கு ரீசேல் பண்ணுறவங்க எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் ஹோல்சேலாக வேணுங்கிறவங்க எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கிற செப்பரேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அந்தந்த நம்பர்ஸ் பார்த்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ பாடி போர்ஷன் ஒயிட் கலர்லேயும் இருக்குதுங்க 720 டுவெண்ட்டி ஸேரீ கோடு செவன் டுவெண்ட்டி ஒன்றுங்க பர்ச்சேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ட்ராக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க மார்னிங் டென் டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால் ஸ்பீக் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்காங்க சண்டேஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மட்டும் கஸ்டமர் கேர் நம்பர் அவைலபிள் இல்லைங்க செவன் டுவெண்ட்டி ஒன் बाडिर्शन रेड कलरल पल वन ब्लौस ग्रीन कलर ड्रीन रेड green आरेंज मिक्स ट्वेंटी वन है नेक्स्ट सारी 721 सेवन ट्वेंटी टू पल 722, मेजन बाडी ऑफ दि सारी इंक ब्लू सेवन ट्वेंटी 722 सारी को 3500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஆல் ஓவர் ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைபிள் இருக்கு ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் தரும் பே பண்ணுறதுக்கு சாரி டேமேஜாக வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதுங்க பர்ச்சேஸ் பண்ணுற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேரளாவிற்கு கால் பண்ணி பேசுங்க 723 டூ த்ரீ இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் சாரீ பாடி ஆஃப் தி சாரீ ஒயிட் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ டோன்லேயும் வருதுங்க 723 டுவெண்ட்டி த்ரீ சாரீ கோட் டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்ட்ரு வந்துடுதுங்க ஸோ வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ண சொல்லிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது த்ரீ அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போச்சம்பள்ளி இக்கத் சாரீஸ் பார்த்தோம் சில்க் காட்டன் சாரீஸ் பார்த்தோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்